கெரவுல் எனது பிராவை அளவெடுக்கிறார் என்று கூறிய இந்திய தொலைக்காட்சி நடிகை ஒருவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இது தொடர்பாக காவல்துறை விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ரா உத்தரவிட்டுள்ளார் ஷோ ஸ்டாஃபர் என்கிற வெப்சீரீஸில் நடிக்கும் ஸ்வேதா திவாரி மற்றும் அத்தொடரை உருவாக்கிய குழுவில் இருப்பவர்கள் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பு ஒன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் முதலன்று பிரபலமான மகாபாரதம் தொலைக்காட்சி தொடரில் இந்து கடவுளான கிருஷ்ணன் வேடத்தில் நடிக்கும் நடிகர் சவ்ராப் ஜெயின் ஷோ பற்றியா தொடரில் மாடல்களுக்கு மார்பு கச்சை பிரா பொருந்தும் வேடத்தில் நடிப்பதாக இந்திய ஊடகங்களில் செய்தி வெளியாக அவரை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசிய ஸ்வேதா திவாரி கடவுள் எனது பிராவை அலுவடிக்கிறார் என்று கூறினார் என ஏஎன்ஐ செய்தி முகமை கூறுகிறது அவர் அவ்வாறு பேசியது சமூக ஊடகங்களில் வைரலானது இதுகுறித்து தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ள மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் நரோத்தர மித்ரா காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளதாக வியாழனந்து தெரிவித்தார் இருபத்தி மணி நேரத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க போபால் மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்